السلام عليكم ورحمه الله وبركاته نحمده <تصفيق> <تصفيق> <تصفيق> ونصلي على رسوله الكريم اعوذ بالله من الشیطان الرجیم بسم الله الرحمن الرحیم وما توفیقی الا بالله لا حول ولا قوه الا بالله سبحانك لا علم لنا الا ما علمتنا انك انت العلیم الحکیم ஜான முஷதீம் ثم عرضهما على الملائكه فقال انبئوني باسماء هؤلاء ان كنتم صادقين صدق الله العلي العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين قال النبي صلى الله عليه وسلم طلب العلم فريضه على كل مسلم ومسلمه عليه صدق سيد البشر صلى الله وسلم الحمد لله நிகரட்ச அன்புடையமாகிய எல்லாம் அல்ல அல்லாஹுவின் திருப்பெயராலும் நமது உயிருக்கும் உயிரான உயிரிலும் மேலான கண்மணி முஹம்மது முஸ்தபா சல்லுல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் வாழ்க்கையை தங்களது வாழ்க்கையாக எடுத்து வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள் தாபிரீன்கள் நல்லோர்கள் நம்மவர்கள் என நம் அனைவரின் மீதும் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலைத்து நிரப்பமாக நிலவட்டுமாக வாழக்கூடிய காலங்களெல்லாம் அல்லாஹூலுக்கு கட்டுப்பட்டு வாழக்கூடிய நன்மக்களாக அல்லாஹு ரபுல் அலமீன் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக கணித்து அல்லாஹுவின் நல்லடி ஆறுகளை அல்லாஹு அலமீன் ஆதமலீஸ்வலா தோசலாம் அவர்களை படைப்பதற்கு பல ஆண்டுகளுக்கு முன்னால் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் அல்லாஹு மலக்குமார்களை படைத்திருந்தான் அந்த மலக்குமார்களை அல்லாஹ் எப்படி படைத்திருந்தான் பாவம் செய்ய தெரியாதவர்களாக பசி இல்லாதவர்களாக உறக்கம் இல்லாதவர்களாக இன்பம் துன்பம் கோபம் கவலை என எதுவுமே இல்லாமல் பாவம் செய்வதற்கான எந்த வழிகளும் இல்லாத ஒரு படைப்பாக அல்லாஹு தாரா மலக்குமார்களை படைத்திருந்தான் ஏன்னா மனிதனுடைய வாழ்க்கையில ஒரு இன்பத்தை அடையணும்னா செஞ்சான் ஒரு துன்பத்தை மறக்கணும்னா பாவம் செஞ்சான் ஒரு கோபத்துல ஒரு பாவத்தை செஞ்சிடறான் வாழ்க்கையில பொருளாதாரத்திற்காக வேண்டி பசிக்காக வேண்டி ஒரு பாவம் செஞ்சிடறான் இப்படி இதெல்லாம் பாவம் செய்வதற்கு மனிதனுக்கு ஒரு காரணமாக அமைகிறது எது இன்பம் துன்பம் கோபம் கவலை பசி தாகம் இதெல்லாம் என்ன செஞ்சிருது மனிதனை ஒரு பாவம் செய்வதற்கு காரணமாக அமைஞ்சது அப்போ அல்லாஹாலா மலக்குமார்களை பாவம் செய்யாதவர்களாக படைக்க வேண்டும் என்று முடிவு செய்து இந்த மாதிரி எந்த விதமான உணர்ச்சிகளும் இல்லாமல் அல்லாஹாலா படைத்தான் இப்படி மலக்குமார்களை அல்லாஹ் படைத்தான்னு சொன்னா மலக்குமார்கள் சும்மா ஒன்றும் இருக்கலை ஒவ்வொரு மலக்குமார்களும் ஏறத்தாலும் கழித்து கொண்டே இருந்தார்கள் திடீரென மலக்குமார்களை அனைவர்களையும் அல்லாஹ் ஒன்று கூட்டினார் ஒன்று கூட்டி சொன்னார் என்னால் படைக்கப்பட்ட சிறந்த படைப்புகளே நான் இந்த பூமியிலே எனக்கு ஒரு சலீஃபாவை ஒரு பிரதிநிதியை நான் படைக்கப் போகின்றேன் அந்த பிரதிநிதிக்கு பெயர் மனிதன் என்று சொல்லப்படும் என்ன சொல்ற ஒரு மனுஷன் படைக்க போற மனுஷன் சொல்லி ஒரு இனத்தை படைக்க போறேன் மலக்குமார்களா சொன்னாங்க இரத்த ஆறுகளை ஓட்டி பாவங்களை செய்து உனக்கு கட்டுப்படாமல் நடந்து உன்னுடைய கோபத்திற்கு ஆளாக கூடிய ஒரு இனத்தையா நீ படைக்க போற ஏன்னா இதுக்கு முன்னாடி நீ படைத்த ஜின்னம் இப்படிதான் இருந்துச்சு அல்லாஹத்தர ஒட்டு மொத்தமா ஜின்களை என்ன செஞ்சா அழிச்சா கட்டுப்படாம இருக்கக்கூடிய ஒரு இனத்தை நீ படைக்க போற நீ சொல்ற சரி அந்த இனம் ஒன் என்ன செய்யும் அவர்கள் உன்னை வணங்குவார்கள் உன்னை சுஜூ செய்வார்கள் உன்னை தஸ்மீ செய்வார்கள் உன்னை பரிசுத்தப்படுத்துவார்கள் இப்படி ஒரு படைப்படி படைக்க போறன்னு அல்லாட்ட மலகுமார்கள் எல்லாம் வாதம் செய்தார்கள் தர்க்கம் செய்தார்கள் இருந்தபொழுதிலும் அவர்களுடைய தர்க்கத்தை எல்லாம் அல்லாஹாலா ஓரமாக வைத்து ஆதம் அலி இஸ்லாம் அவர்களை அல்லாஹாலா படைச்சிட்டார் களிமண்ணால தண்ணீரை ஊற்றி தன்னுடைய எல்லா மணக்குமார்களையும் மீண்டும் அழைத்து எல்லா சொன்னா கொள்நாளில் இந்த ஆதமுக்கு இந்த மனிதனுக்கு நீங்கள் எல்லோரும் சுஜூது செய்யுங்க நீங்க என்ன செய்யுங்க எல்லாரும் சுஜூறு செய்யுங்கட்டு ஆதமலி இஸ்லாம் அவர்களுக்கு மலக்குமார்களை பார்த்த அல்ல சொன்னோ நாங்கள் முந்தியவர்கள் படைப்பாலோ நாங்கள் சிறந்தவர்கள் எங்களை ஒளியில் இருந்து படைத்திருக்கின்றாய் எத்தனை ஆண்டு நாங்கள் உன்னை சுஜூடு செய்து உன்னை வணங்கி புகழ்ந்து எவ்வளவு உயர்ந்து அந்தஸ்து நாங்க இருக்கிறோம் நாங்க இந்த ஆதமுக்கு என்ன செய்ய சுஜூடு செய்யவா என்று ஒரு கேள்வி ஓடிக்கொண்டிருக்கும் பொழுதே அல்லாஹலா மலக்குமார்களை பார்த்து சொன்னால் இந்த ஆதரவுக்கு சுஜுல் செய்ய சொன்னதின் காரணம் என்னென்னா இவங்க ரொம்ப வளர்த்தியாக இருக்காங்க ஏன் ஊக ஊதிருக்கிறேன் ஏன் கையால் கனிமண்ணால் குடைச்சிருக்கிறேன் அது மட்டும் முதல் படைப்பாக இருக்காங்க அந்த மாதிரியான விஷயங்களுக்கு வேண்டியவர்களுக்கு சுஜுல் செய்ய சொல்லலை ஆதம் அலி இஸ்லாத்து இஸ்லாம் அவர்களுக்கு உலகத்தில் பெயர்களையும் நாம் சொல்லி தந்தோம் எனவே ஆதம் அலி இஸ்லாம் அவர்களிடத்தில் இருக்கக்கூடிய அந்த கல்வியின் மரியாதைக்காக வேண்டி நீங்கள் சுஜோசி செய்யுங்கள் படைப்பாளர் முந்தினவங்களா இருக்கலாம் பாவ செய்யாத சிறந்தவர்களாக இருக்கலாம் இருக்கலாம் பல ஆயிரம் வருடங்கள் என்னை வணங்கியவர்களாக இருக்கலாம் நான் ஆதமுக்கு கொடுத்திருக்கின்றேன் கல்வி அந்த கல்விதான் இதை அனைத்த விடவும் சிறந்தது எனவே அந்த கல்விக்கு மரியாதை செய்யும் இடத்திலே நீங்கள் ஆதம அலிஸ்லாம் அவர்களுக்கு சுஜூ செய்யுங்க ஆதம என்ன செஞ்சாங்க சுஜூது செஞ்சாங்க அப்போ ஒரு விஷயத்தை நல்லா நம்ம விளங்கிக்கணும் ஒரு மனிதனுடைய சிறப்பு ஒரு மனிதனுக்கான மரியாதை ஒரு மனிதனுக்கான கண்ணியம் என்பது வயதை வைத்தோ நடைமுறையை வைத்தோ அல்ல அவனிடத்தில் இருக்கக்கூடிய கல்வியை வைத்துதான் ஒரு மனிதனை அல்லாஹ் கண்ணியப்படுத்துகின்றான் என்பதை உலகம் தோன்றுவதற்கு முன்னாலே அல்லாஹ் அரபுல்லின் சொல்லி காமித்து விட்டான் கல்வியினுடைய முக்கியத்துவம் என்ன குறிப்பாக மார்க்க கல்வியினுடைய பெருமானார் தொழுகை நோன்பு ஹஜ்ஜு இதை அஞ்சு நமக்கு தெரிய நல்ல கட்டாய கடமை இதை நம்ம செஞ்சே ஆகணும் இதை செய்ய முடியலன்னு சொல்லி ஏதாவது வழிகளை சொல்லி மறுப்ப முடியாது அந்த அளவுக்கு இது கட்டாய கடமை ஆனா நபிம் சல்லா அலிஸ்லம் அவர்கள் சொன்னார்கள் ஆறாவதாக ஒரு பரல் இருக்கிறது சஹாபாக்களுக்கு ரொம்ப ஆச்சரியம் ஆறாவது ஒரு பரலா நபி அவர்கள் குறிப்பிட்டார்கள் இந்த மார்க்கத்தினுடைய கல்வியை தேடுவது என்பது ஒவ்வொரு முஸ்லீமான ஆண்கள் மீதும் பெண்கள் மீதும் கடமையாக இருக்கிறது என்பதாக நாயகம் சூல்லா அலுலம் அவர்கள் இந்த மார்க்கல்வியை கட்டாய கடமை என்பதாக நபி சொல்லா அலுஸ்லம் அவர்கள் சொல்லி காமித்தார்கள் கணித்திருக்குரியவர்களே அந்த மார்க்கல்வியை இன்றைக்கு படிக்கக்கூடியவர்களோ அல்லது படித்து கொடுக்கக்கூடியவர்களோ மதரசாவில் ஓதக்கூடியவர்களோ இன்றைக்கு நாள் பொழுதில் குறைந்து கொண்டே வருகின்றார்கள் ஒரு நேரங்களில் மதரசாவினுடைய மாணவர்களின் எண்ணிக்கை எல்லாம் அதிகமாக இருந்தது இப்ப இருக்கிற கால சூழ்நிலை என்ன ஆகி போச்சுன்னா எட்டாம் கிளாஸுக்கு மேல எந்த பிள்ளையும் மதரசா போறதில்லை மக்த் மதரசா போறதில்லை ஓதி தங்கி ஓதக்கூடிய ஆலிங்கல் மதரசாக்கு போறதில்லை நிஸ்வான் மதரசாக்கு போறதில்லை அரசாங்களுக்கு வாழ்க்கை ஓட்டிக்கலாண்டு நீ நிறைய பேர் மாறிக்கொண்டிருக்கின்றார்கள் நாயகம் சொல்லுமே சொல்லி காமைக்கின்றார்கள் நீங்கள் மார்க்க கல்வியை தேடிக்கொண்டே இருங்கள் யார் ஒருவர் மார்க கல்வியை தேடுவதற்காக தன்னுடைய வீட்டை விட்டும் வெளியேறுகின்றார்களோ சகல உரீ ஜன்னா யார் மார்க்க கல்வியை படிப்பதற்காக தங்களுடைய வீட்டை விட்டு வெளியேறுகின்றாரோ அவருக்கு அல்லாஹ் ரபுர் ஆலமீன் சொர்க்கத்தினுடைய பாதையை அல்லாஹ் இரகு வாக்கி வைத்து விடுகிறார் என்பதாக நபிகள் நாயகம் சொல்லி அவர்கள் சொல்லி காமித்தார்கள் அது மாத்திரம் அல்ல யார் ஒருவர் மார்க கல்விக்காக வேண்டி அனைத்தையும் தியாகம் செய்கின்றாரோ நாளை மறுமையிலே எந்த மனிதரும் பார்க்க முடியாத ஒரு உயரத்தில் அந்த மனிதர் இருப்பார் என்பதாக பெருமானார் சொல்லல்லா அலி இஸ்லம் அவர்கள் சொல்லி ஆயம் சல்லாசம் அவங்க பொதுவாகவே இஸ்லாத்தில் எந்த விதமான வேறுபாடும் பாகுபாடுமே கிடையாது சமம்னா எல்லாரும் சமம் தான் எல்லாரும் ஒன்று தான் ஆனால் ரசூலுல்லா தன்னுடைய சபையில் சில மனிதர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க சில மனிதர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க இப்படி முக்கியத்துவம் கொடுக்கறது நிறைய சகாதிகளுக்கு பிடிக்காமலே இருந்துச்சு இன்னொரு சொல்ல அவங்கள மட்டும் முன்னாடி உட்கார வைக்கிறாங்களே அவங்க மட்டும் அவங்களுக்கு முன்வரி செய்ய வழிவிட சொல்லி இடம் கொடுக்காங்களே அப்படின்னு சொல்லி சஹாபாக்களுக்கு ஒரு நெரிடலாகவே இருந்துச்சு யாருக்கு ரசுல்லா முன்னுரிமை முன்னுரிமை கொடுத்தாங்க அதுக்கப்புறம் குரானை மனநம் செய்தவர்கள் மார்க கல்வியை தேடி கொண்டிருப்பவர்கள் ஹதீஸை எழுதக்கூடியவர்கள் ஹதீசை மனநம் செய்யக்கூடியவர்கள் குரான் வகையை எழுதக்கூடியவர்களுக்கு ரசூல்லா முன்னுரிமை கொடுத்தாங்க அவங்க எல்லாம் லேட்டா வந்தாலும் கூட வழிவிட சொல்லி सहाबाக்களுக்கு முன்னர் சிலை ரசூலுல்ல இடம் கொடுத்தாங்க. உடனே சில सहाबाக்கள் என்ன செஞ்சாங்கன்னா இவங்களுக்குள்ள யாருக்குமே இடம் கொடுக்க கூடாது. அவங்க பாட்டு லேட்டா வராங்க. ஆனா முன்னாடி வந்து உட்கார்றாங்கன்னு சொல்லி இடம் கொடுக்காம அப்படியே ரசூலுல்ல நவல சொல்லிய நிறைய பேர் நவலாம அப்படியே உட்கார்ந்தே இருந்தாங்க. உடனே அல்லாஹ் குர்ஆனில் ஒரு வசனத்தை இறக்கினா ஃதஸஹூ யஃஸஹில்லாஹு லகும் உங்களிடத்திலே வழி விட்டு உட்காருங்கள் என்று சொன்னால் நீங்கள் வழி கொடுங்கள் நீங்கள் அவர்களுக்கு உட்கார்றதுக்கு இடம் கொடுங்க ஏன் தெரியுமா நிச்சயமாக கல்வி படித்தவர்களும் கல்வி படிக்காதவர்களும் ஒரே சமநிலையில் ஒரே அந்தஸ்தில் அவர்கள் அந்தஸ்தால் உங்களுக்கு முந்தியவர்கள் எனவே நீங்கள் அவர்களுக்கு இடம் கொடுங்க கண்ணியப்படுத்தி சிறப்பு காமிச்சார் அப்பேற்பட்ட அந்த மார்க்கல்வியை இன்றைக்கு தேடக்கூடிய நபர்கள் என்பவர்கள் ரொம்ப குறைஞ்சிட்டு போறாங்க இல்லையா எந்த அளவுக்கு ஆய் போச்சு மதரசாவில் ஓதிக்கிட்டு இருந்தவங்க மூணு வருஷம் நாலு வருஷம் ஓதி திடீர் ஊருக்கு வந்து அப்படி வேலைக்கு போய்கிட்டு இன்னும் சில இடங்கள்ல எப்படி பட்டம் வாங்கக்கூடிய நேரங்கள் எல்லாம் ஓதி முடிச்சுட்டு ஓத வேண்டாமேன்னு சொல்லிட்டு வெளியே வந்துடுறாங்க இன்னும் சில இடங்கள்ல ஓதி முடிச்ச ஆலிம்கள் பட்டம் வாங்கிய பிறகும் கூட ஆலிமுடைய பணியே தேவையில்லைன்னு சொல்லி நிறைய பேர் போயிடுறாங்க இன்னும் சில இடங்கள்ல சிறப்பான முறையில் மதரசாக்கள் நடந்து வந்தாலும் போதிய வருமானம் இல்லாமல் இன்றைக்கு தமிழகத்தில் எத்தனையோ மதரசாக்கள் இழுத்து மூடப்பட்டு கொண்டிருக்கிறது வருமானம் பெமான சொன்னார்கள் இஸ்லாமியர்களே நீங்கள் இஸ்லாத்திற்காக செலவு செய்யக்கூடிய ஒவ்வொரு ரூபாயும் ஒவ்வொரு பைசாவும் நாளை மறுமையிலே உங்களுக்கு சொர்க்கத்தினுடைய விளநிறச்சலாக அந்த பைசா மாறிவிடும் என்பதாக பெருமானார் சல்லல்லா அலி வஸ்லாம் அவர்கள் சொல்லி காமித்தார்கள் மதியனாவுக்கு ரசோல்லா முதன் முதல்ல வராங்க இஸ்லாம் என்பது ஆரம்ப காலகட்டத்தில் இருந்தே யாரையாவது ஒரு ஆளை எதிர்பார்த்துதான் ரசூல்லா என்ன செஞ்சாங்க எல்லா வேலையுமே என்ன செஞ்சாங்க நடத்துறாங்க சகாபாக்கள்கிட்ட ஒன்றுமே இல்லைன்னாலும் கூட ஏதாவது செய்யணுங்கிற ஒரு ஆசையில சஹாபிகள் முன் வந்தாங்க இன்னைக்கு அந்த ஆசை உங்கள்ட்ட எங்கயோ நடக்குறது எப்படியோ நடக்குறது யாருக்கோ நடக்குது இந்த காதலை வாங்கி அந்த காதலை தள்ளிடறோம் வந்துட்டாங்க மதினாவுக்கு வந்தா தொழுகிறதுக்கு யாருக்கும் பள்ளியாசலா கிடையாது தொழுகிறதுக்கு யாருக்கும் பள்ளியாசனம் இல்லை உடனே ரவிசுல்லாசம் அவங்க என்ன செஞ்சாங்க யார் மஸ்தி நபைவை கட்டுவதற்கு பள்ளிவாசல் கட்டுவதற்கு யார் இடம் வாங்கி தருகின்றாரோ அவருக்கு நான் சொர்க்கத்திலே இடம் வாங்கி தருவேன் உடனே என்ன செஞ்சாங்க ஒஸ்மானப அஃபான் ரீல்ல அவங்க முன் வந்து யார சூழல்லா நான் இடம் வாங்கி தார யார சொல்லான்னு சொல்லி தன்னுடைய சொந்த காசை கொடுத்து ஒஸ்மானிபினான்னு இடம் வாங்கி கொடுத்தாங்க பலியாச கட்டி முடிச்சாச்சு எல்லா வீட்டுல இருந்து செஞ்சுட்டு வராங்கிறதுக்கு இடம் இல்லுவதுக்கு ஒரு கிணறு யார் பள்ளிவாசலுக்கு ஏற்படுத்தி தருகின்றாரோ அவருக்கு சொர்க்கத்திலே நான் நீர் தராக வாங்கி தருவேன் என்று சொன்னார்கள் அதற்கும் நஷ்டமானது எல்லாத்தான அவர்கள் தான் முன் வந்து உடனே என்ன செஞ்சாங்க வலு செய்யறதுக்கு எல்லாத்தையும் தயார் பண்ணி கொடுத்தாங்க அது போக ரபி சொல்லாசமாக பள்ளிவாசல்லாம் கட்டி முடிச்சிட்டாங்க பள்ளிவாசல் இரு சூழ்ந்த பள்ளிவாசலா இருந்துச்சு நீ நம்ம ஊர் பள்ளியாசல்ல டுவெண்ட்டி போர் ஹவர்ஸ் நம்ம நினைச்சோம் லைட் எரியுது கஷ்டமோ எந்த ஒரு இடையூறுமே இல்லை கரண்டே போனாலும் கூட டக்குன்னு இன்வெர்டர்ல ஒரு ரெண்டு பேராது ஓடுற அளவுக்கு நம்ம பள்ளியாசல் இருக்கு இல்லையா ஆனா தொழுவு இருக்குதான் ஆள் இல்ல இப்ப நபிசல்லாசம் அவருடைய எப்படி இருந்துச்சுன்னா ரொம்ப இருள் சூழ்ந்த பள்ளியாசலா இருக்கும் ஒரே ஒரு மெழுகுத்திரி தான் இருக்கும் அந்த மெழுகுத்திரியினுடைய வெளிச்சத்தில் தான் தொடக்கூடியவர்கள் தொழுது கொண்டிருப்பார்கள் விக்ரி செய்பவர்கள் விக்ரி செய்து கொண்டிருப்பார்கள் ஒரு நாள் லபிசலாசமாக இஷா முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டு சுபூக்கு வாராக பள்ளியாசரை சுத்தி மெழுகுத்திரியை விளக்கா இருந்துக்கிட்டே இருக்கு பள்ளியாசம் ரொம்ப பிரகாசமாக இருக்கு சகாபாக்கள் கேட்கிறாங்க இந்த செயல செஞ்சது யாருங்க ரொம்ப பள்ளியாச பிரகாசமா இருக்க யார் இப்படி பண்ணாங்க கேக்கும்போது ஒரு சஹாபி சொன்னாங்க யாரூல ஒரு சஹாபி ஷாமுக்கு வியாபாரத்துக்கு போனாங்க வியாபாரத்துக்கு போயிட்டு நிறைய லாபம் கிடைச்சதுன்னு சொல்லி பலியாச இருள் சூத பள்ளியாசனா இருக்கேன்னு சொல்லி வர வழியில நிறைய விளக்குகளை வாங்கி வந்து அவர்தான் யார் அசுல்லா பலியாசம் முழுக்க ஏற்றி வச்சிருக்காரு நபிசல்லாசம் சொன்னாங்க அவர் இந்த பள்ளிவாசலை வெளிச்சமாக்கவில்லை அவர் இந்த மசூதியை வெளிச்சமாக்கவில்லை ஏதோ நான்குறால் 10க்கு 10 ரூமை வெளச்சு மாக்கல அவர் இந்த தீரு இஸ்லாதியே வெளச்சு மாக்கிட்டார் இந்த வெளச்சட்ட அவருடைய কবরல அல்லாஹ் கொடுப்பான்னு சொன்னாங்க ரசல்லா பேந்து சொன்னாங்க அப்ப இன்னைக்குள்ள காலம் எப்படி இருக்கு பாருங்க மார்க்க கல்வி படிக்கிறவங்களும் குறைஞ்சி போயிட்டாங்க பள்ளிவாசலுக்கு मदरसाவுக்கு பாத்து பாத்து செய்ய கூடிய ஆட்களும் குறைஞ்சி போச்சு அப்படிதானே ஒரு ஊர்ல ஒரு பள்ளி இருக்கு அந்த பள்ளிவாசல் மீது இருக்கக்கூடிய ஊரில் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் அந்த பள்ளிவாசல் மீது கடமை இருக்கிறது எல்லோருக்கும் நமக்கு என்ன நிர்வாகம் பார்த்துக்கும் நமக்கு என்ன அஜ்து பார்த்து என்ன செஞ்சாது எந்த பள்ளிவாசலுடைய வேலைகளையுமே யாருமே ஒதுக்கிவிட்டு சென்று விட கூடாது வல்லரசுக்கு புறம்பான விஷயமாக இருந்து கொண்டிருக்கிறது ரவிசல்லாசம் அவர்கள் அடுத்து சொன்னார்கள் இந்த மார்க்கத்திற்காக செய்யக்கூடிய எல்லா விஷயமே உங்களுக்கு சொர்க்கத்தில் அப்படி ஒன்றுக்கு பத்தா கடைசிட்டே இருக்கும் நீங்கள் மார்க்கல்வி படிப்பவர்கள் ஆகியிருங்கள் மார்க கல்வியை சொல்லி கொடுப்பவராக இருங்கள் அல்லது மார்க்கல் நீங்கள் உதவி செய்பவர்களாக இருங்கள் மாறிறாதீங்க சொல்லி காமிச்சாங்க ஏன் ரசூல்லா சொன்னாங்க மார்க கல்வியை படிப்பதற்கு யாரெல்லாம் உதவி செய்கின்றார்களோ அவர்களுடைய நன்மை எந்த அளவிற்கு சொன்னால் சதக்கத்தும் ஜாரியாவாக இது இருக்கும் ஒரு மனித மௌத்தா போனதுக்கு அப்புறம் எல்லா அமலுமே நின்றும் கபருக்குள்ள எந்த அமலுமே வராது ரெண்டே ரெண்டு அமலை தவிர ஒன்னு சதக்கத்தும் ஜாரியா நிரந்தரமாக அவர் செய்த தர்மம் இன்னொன்னு அல் வலது சாலேஹ் நல்ல சாலேகான குழந்தைகளை பெற்றெடுத்து அந்த குழந்தைகள் செய்யக்கூடிய துவா இந்த ரெண்டு மட்டும்தான் ரசியும் கபர்ல ஒரு ஆளுக்கு தொடர்ச்சியாக வந்து கொண்டே இருக்கும் சதக்கத்துவம் ஜாரியானா என்ன பள்ளிஹாசலுக்கு தேவையான பொருட்களை ஏதாவது வாங்கி கொடுக்கறது ஒரு லைட்டோ ஒரு ஃபேனோ அல்லது பள்ளிஹாசலுக்கு மதரசாவுக்கு தேவையான ஏதாவது ஒரு குரானோ ஒரு நோட்டோ ஒரு புத்தகமோ அல்லது அங்கே ஓகக்கூடியவர்களுக்கு உணவுக்காகவோ உடைக்காகவோ வேற ஏதாவது ஒரு விஷயத்திற்காகவோ நம்ம செலவு செய்வது சதக்கத்துவம் ஜாரியா அது நிரந்தரமான தர்மமாக இருக்கும் நாம் செய்யக்கூடிய அந்த ஒரு ரூபாயில் யாராவது ஒரு பயன் பெற்று அவர்கள் இந்த உலகத்திலே ஹயாத்தாக இருக்கின்ற வரையிலும் அவர்கள் செய்யக்கூடிய துவாக்களில் அவருக்கு உதவி செய்தவர்களுக்கும் பங்கு போதாக பெருமான உணர முடிகிறது எனவே மதரசாவுக்கு மாணவர்களை சரியான முறையில் அனுப்புங்க ஒரு பெண்கள் வரக்கூடிய பிள்ளைங்க எட்டாம் என்ன செய்றாங்க மனசா வர்றதை நிப்பாட்டிடுறாங்க எட்டு ஒம்போது அவ்வளோதான் ஆனால் நிறைய இடங்களில் நம்ம பக்கத்து ஊர்களில் நம்ம ஊர் பேரை சொல்ல விரும்பலை பக்கத்து ஊர்களில் நீங்கள் விசாரித்து பார்த்தீங்கன்னா தெரியும் பத்து படிக்கிற பயம் மொதல் கொண்டு நினைச்சுட்டு இருக்காங்க போதிர மனசாக்கு வந்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க ஏன்னா இந்த மார்க்க கல்விங்கிறது நம்ம நினைக்கிற மாதிரி ஒரு ஏழு வருஷத்துலேயும் எட்டு வருஷத்துலேயும் படித்து முடிச்சிட முடியாது ஒரே ஒரு நிகழ்வு சொல்லி முடிவுக்கு போறேன் மூசா அலி இஸ்லாமாவும் சிதறி இஸ்லாமாவும் ஒரு மிகப்பெரிய ஒரு பயணத்துல இருக்கிறாங்க அந்த பயணத்துல மார்க கல்வினுடைய முக்கியத்துவத்தை சுதுரளி இஸ்லாமாவும் மூசா அலி இஸ்லாமு சொல்லி கொடுக்கறதுக்கு அப்படி ஒரு நீண்ட ஒரு பயணம் அது அதுல முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு பயணங்கள் முடிஞ்சு ரெண்டு பேரும் தங்களுடைய நாட்டுக்கு திரும்புகிறாங்க அந்த நேரத்தில் ஒரு மீன் கொத்தி பறவை என்னச்சுன்னா அப்படியே கடலில் வந்து ஒரு மீனை கொத்துறதுக்காக வேண்டி வருது அந்த மீன் கொத்தக்கூடிய நேரத்தில் அந்த மீன் உள்ளே போயிடுது அந்த பறவை ரொம்ப தாகத்தோடு மூசாலேஸ்லாமும் சதுரேஸ்லாமும் பயணம் செய்யக்கூடிய அந்த படகுலேருந்து உட்காருது அப்படி உட்காரும் போது அதனுடைய மூக்கிலேருந்து ஒரு சொட்டு தண்ணி என்ன செஞ்சு படகளை விழுந்துச்சு உடனே சுதுரவிசாமி சொன்னாங்க மூசா நபியே இந்த மார்க கல்விங்கிறது இந்த கடல் மாதிரி இந்த மார்க்கல்விங்கிறது கடல் மாதிரி இதில் நீங்களும் நானும் படித்தது இந்த பறவையினுடைய மூக்க இருந்து உழிஞ்சு பாருங்க ஒரு சொட்டு இந்த அளவு தான் படிச்சிருக்கோம் எவ்வளவோ இருக்கு சொல்லி காமிச்சாங்க மகசாக்க போகக்கூடாதுன்னு செஞ்சோம் நம்ம ஒரு நிர்ணயம் பண்ணிடுறோம் தயவு செஞ்சு அந்த நிர்ணயத்தை தடுத்து குறிப்பா ஆம்பளை பசங்க பத்தாம் போற வரைக்கும் அவங்க மகசா வர்றதுக்கான என்னென்ன வழிகள் உண்டோ அதை அவங்க வீட்டில் இருக்கக்கூடியவங்க ஏற்படுத்தி கொடுங்க அவங்களுக்கு மார்க்கல் படிப்பதற்கான ஒரு வாய்ப்புகளை ஒரு சூழ்நிலை நீங்க ஏற்படுத்தி கொடுங்க கல்வி படிப்பவர்களுக்கு நீங்க உதவி செய்யுங்க மார்க கல்வியை தேடக்கூடியவர்கள் ஜிப்ரேல் அலி இஸ்லாத்துலாம் அவர்களுடைய ரெக்கையில் இருக்கின்றார்கள் அவர்கள் கேட்கக்கூடிய துவாவை அல்லாஹ் உடனடியாக அங்கீகரிக்கின்றான் இன்னொரு அசுலா சொல்றாங்க யார் மார்க்க கல்வியை படிக்கின்றாரோ அவருக்காக வேண்டி உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா வஸ்துக்களும் துவா செய்கிறது எப்படி தெரியுமா தரையில் ஓடக்கூடிய எறும்பில் இருந்து தண்ணீரில் நீந்தக்கூடிய மீனில் இருந்து வானில் பறக்கக்கூடிய பறவை முதல் கொண்டு மார்க்கல்வியை படிப்பவர்காக அந்த மார்க்க கல்வியை தேடுபவர்களுக்காக அது துவா செய்து உதவி தேடி திருநெல்வேலி புதுப்பேட்டை என்று சொல்லக்கூடிய ஒரு நிஸ்வான் இருந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வயதான ஒரு அஜர் வந்திருக்கிறாங்க வருட காலமாக சிறப்புமாக இயங்கிக் கொண்டு நிறைய ஆலிமாக்களை உருவாக்கி கொண்டு அது போக நிறைய ஹாஃகலை உருவாக்கி கொண்டு ஆதரவற்றவர்களுக்கு ஆதரவு கொடுத்து அவர்களுக்கு தோளுக்கு தோல் நின்று எல்லா விதமான உபகாரங்களும் உதவிகளும் செய்து கொண்டிருக்கின்றார்கள் இருந்த இந்த மதரசா ஒரு வாடகை கட்டிடத்தில்தான் இதுவரையும் நடந்துகிட்டு ஒரு கட்டிடங்கிறது சாதாரண ஒரு விஷயமா நம்ம ஊரில் இன்றைக்கி பறக்கத்தான் கட்டிடம் இருக்காதுனால நமக்கு ஒன்றுமே தெரியல அப்படி தானே ரெண்டு பெண்கள் மர்சா வச்சால் நம்மள்கிட்ட செய்து இடம் இருக்குது நம்ம ஊருக்கு அல்லா கொடுத்த ஒரு மிகப்பெரிய நிறைய இடங்கள்ல பாருங்க கட்டிடம் இல்லாமல் மதரசா நடத்துவதற்கான தகுதியான ஆட்கள் கூட இல்லாமல் ஒரு இடத்தை வாங்கி அதன் மூலமாக நடத்திக்கிட்டு இருக்காங்க வாடகை கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை அங்க தங்கி ஓதக்கூடியவர்களுக்கு சாப்பாடு கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை சரியான நோட்டு புத்தகங்கள் பேனாக்கள் கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை இது போல நிறைய ஒரு தர்ம சங்கடமான ஒரு நேரத்தில் எல்லா இடங்களிலுமே பெரிய ஊட்டி வளர்த்த தானா வளரும் சொல்லுவாங்க வேற யாருக்கா உதவி செய்யக்கூடிய காரணமாக நம்ம பள்ளிக்கெல்லாத்தால வரக்கத்தை ஏற்படுத்திடுவான் அவங்க நம்ம பள்ளியை தேடி வந்திருக்கிறாங்க ரொம்ப சொற்பமான தொகைகளை கொடுத்து ஒரு அவமரியாதை செஞ்சிட எந்த அளவுக்கு கண்ணியமான முறையில் சிறப்பான முறையில் நம்மளால் கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு சிறப்பான முறையில் கொடுத்து அவங்களை கண்ணியப்படுத்துங்க அல்லாஹால் வாழக்கூடிய காலங்கள் முழுவதும் பிறருக்கு உதவி செய்யக்கூடிய உயர்ந்த மனப்பான்மை கொண்டவர்களாகவும் மார்க்க கல்விக்காக அனைத்தையும் தியாகம் செய்யக்கூடிய சிறந்த தியாகிகளாகவும் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் என்னையும் உங்களையும் நம்மை சார்ந்த அனைவர்களையும் எல்லா ஆக்கியால் புரிவானாக வாஹ்ரதா வானா அஹமது இல்லாஹி ரபுல்லமின் அலாமிகுமம் வரமத்தி வபரகா